காய்களு ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு இங்கே போகிறோம் மண்ட நெய்தல் நகர் கடற்கரைக்கு போக போகிறோம் போகிறதுக்காக இப்போ சாய்ச்சி டூ திருநாங்கல ரோட்டில் போய் கொண்டிருக்கின்றேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டேன் இதுதான் அங்கே நெய்தல் கடற்கரை நகர் இதுதான் முகப்பு தோட்டம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்க போவோம் இதில் போட்டிருக்கு நெய்தல் பீச் சிட்டி இது போட்டிருக்கு இங்கிலீஷில் உள்ளுக்க போவோம் உள்ளுக்க போனால் அதில் தடுப்பு மாயிட்டு வச்சுருக்கு அது இந்த இடையாளால் போகணும் அதில் மரங்களில் மரப்பிள்ள டிசைன் டிசைன் அடித்து இங்கிலீஷில் வசனங்கள் வச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேராக போவோம் நேராக போக இல்லை சில்ட்ரன் பார்க் நேராக பீச் போல் நேர பார்ட்டி ஹட் நேரம் போட்டுருக்கு ஓகே நேராக போய் கொண்டுருக்கேன் நேரம் போவேக்கு அங்கால ஒரு வீடு வாங்கிக்கிடைக்கு இதில் ஒரு குடிசை வாங்கிக்கிடைக்கொண்டு குடிசையை போவோம் இல்லை போவேக்க கீழே கட்டால் கட்டப்பட்டு மேலே என்ன கிடுகாலை வரியப்பட்டிருக்கு இப்போ நல்ல லாம்பெல்லாம் தொங்கப்பட்டிருக்கு பக்கத்தில் இது இருக்கு மாட்டு வண்டி இருக்கு அப்படியே நேரம் போவோம் போவோம் நேரம் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கின்ற ஒரு பில்டிங் வந்துருக்கு நடந்து போவ இன்னொரு வீடு மாதிரி சொல்லிதா ஒரு விளையாட்டு தளம் ஒன்று இருக்கு என்னண்டு போய் பார்த்தா அதுல வில்வித்தை கழகம் கொண்டு போட்டுறது கிளப் அங்க விளையாடலாமா இருந்து இது கண் சூட்டிங்கும் அங்கால இருக்கிறது அஹ் அம்பு வெ இடமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க நேரம் போவோம் இப்போ நேரம் வந்தவன்டா ஒரு அப்படி போரோ சைட்ல இதில் வந்து தாஜ்மஹால் மாய் கட்டி வச்சுருக்காங்க தாஜ்மஹால் அப்படி மாதிரி ஒரு சின்ன படம் மாயி கட்டி வச்சுருக்காங்க சுத்தி கா ஓகே நீ வந்த பாதிகளை திருப்பி போவோம் அப்படி ஒரு நேராக போவோம் போவைக்கு எண்டில் கடல் இருக்கு அதுக்கு முன்புக்கு சிறுவர்கள் வேலை கூடிய மாதிரி செட்டப்பில் ஊஞ்சலிகள் சரக்கு வச்சுருக்கு பார்க்கணு பார்க்கின்ற அப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடற்கரையை காத்து இந்த கடலில் வந்து பண்டத்தாவரம் இருக்கு கடலில் நெய்த கடற்கரை இந்த கடற்கரை நெய்ய கடல் நெய்தல் கிடக்கிற சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு உண்டு காட்ட பிறந்துட்டேன் கடலுக்கு அருகிலேயே சுதந்திர விசில இருக்கு இந்த சுதந்திர விசில அமெரிக்கால வாணப்படும் அதே அச்சல பிரியசீதமாகி இது கடை நெய்தல் கடற்கரைக்கு அருகில கட்டி இருக்காங்க சுத்தி காட்டுறேன் ஓகே பிரெண்ட்ஸ் நான் இதோட திரு இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் அப்படின்னு நான் படிக்கிற போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சேர்வாக பண்ணுங்கள் நன்றி உங்களுடன் உங்களை பெற்று விடைபெற்றுக் கொண்டு நான் உங்களுடன்